டாதீங்க இதான் ஆரம்பம் எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் அது ஒரு தேவதை மாதிரி அதை மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும்சனப்படுத்தின திரும்ப வரவே வராது என்ன பயமா என்ன மாதிரி ஆடுவேன்னு பொறுத்தவரை நான் வாழ்க்கையில் தோத்தவன் ஆனா என்னை பொறுத்தவரை ஜெயிச்சவன் நீ தோத்தியா ஜெயிச்சியான்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும் புத்தி உள்ளவன் ஜெயிப்பான் போய் வேலையை பாரு நான் கடைசியும் உட்காந்து